வெல்கம் ஸ்டூடெண்ட் பதிவுல கணக்கதிகாரத்திலிருந்து சுவாரஸ்யமான ஒரு கணக்கு கணித கலையின் கணக்கதிகாரம் காரி என்ற புலவரால் எழுதப்பட்ட இந்த கணக்கதிகாரம் என்னும் நூல் பதினைந்தாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது இந்த காரி நாயனார் பாயும் சோழ நாட்டின் என்னும் ஊரை சேர்ந்தவர் இந்த நூலில் உள்ள கணக்குகள் கற்பவருக்கு திகைப்பும் வியப்பும் நகைப்பும் உண்டாக்கும் அவ்வளவு சுவாரஸ்யமான கணக்குகள் இந்த கணக்கதிகாரத்தில் இருக்கு பனைமரமும் பச்சோந்தியும் பனைமரம் உங்களுக்கு தெரியுமா உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி நம் தமிழ் மொழி நம் செந்தமிழ் எழுத்துக்கள் முதன் முதலில் எழுதப்பட்டது பனையோலையில் தான் நமது முன்னோர்கள் பனைமரத்தை கற்பக விருட்சம் என்று பெயரிட்டு அழைத்தார்கள் பச்சோந்தி ஊர்வல பிரிவை சேர்ந்த ஒரு விலங்கு இது தான் இருக்கும் இடத்துக்கு ஏற்றாற் போல நிறத்தை மாற்றிக் ஆற்றல் படைத்த விலங்கு பச்சோந்திக்கு காக்கை கழுகுகளால் ஆபத்து அதிகம் அதனால ஒரு நிமிடத்துக்கு மேல் அது தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும் இயல்புள்ளது இதுக்கு இன்னொரு குணமும் உண்டு தன் ஒரு கண்ணால் ஒரு இடத்தையும் மற்றொரு கண்ணால் வேறு இடத்தையும் பார்க்கும் ஆற்றல் பெற்றது அதுமட்டுமின்றி, மட்டுமின்றி தன்னுடைய இரு கண்களையும் முன்னூற்றி அறுபது டிகிரிக்கு சுழற்றும் தன்மையுடையது பனைமரத்தை பற்றியும் பச்சோந்தி பற்றியும் பார்த்தோம் இந்த ரெண்டுக்கு என்ன தொடர்பு பார்க்கலாமாங்க 32 ரெண்டு முலம் உல முட்பனையை தப்பாமல் ஒந்தி தவிழ்ந்தேரி செப்பமுட ஜானேரி நான்கு விரட் கிழியும் என்பரே நானாத ஒரு நாள் நகர்ந்து இந்த மாதிரி செய்யுள் வடிவத்தில் இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க இன்னொரு தடவை பாருங்கள் முப்பத்தி ரெண்டு முலம் உள்ள முட்பனையை பனைமரத்தோட உயரம் முப்பத்தி ரெண்டு முலம் முப்பத்தி ரெண்டு முழம் உயரமுடைய பனைமரத்தில் தப்பாமல் ஒந்தி தவழ்ந்தேரி பச்சோந்தியை தான் ஒந்தின்னு சொல்லியிருக்காங்க தவழ்ந்தேரி செப்பமுட ஜானேரி நான்கு விரட் கிளியும் என்பரே முப்பத்தி ரெண்டு முடம் உயரமுடைய பனைமரத்தில் பச்சோந்தி ஒன்று மர உச்சியை அடைய முயல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஜான் ஏறி நான்கு விரட்கிளியும் நாலு விரல் கீழே இறங்குகிறது எனில் எத்தனை நாளில் பச்சோந்தி ஏறி முடிக்கும் இதுதான் கணக்கு கணக்கு இன்னொரு தடவை பனைமரத்தோட உயரம் முப்பத்தி ரெண்டு ஆனா பச்சோந்தி ஒரு ஜான் ஏரி இங்கே கடக்கும் தொலைவை ஜான்ல கொடுத்துருக்காங்க நாலு விரல் கீழே இறங்குகிறது கீழே இறங்கும்போது நாலு விரல் அளவு இந்த அளவுகள் எல்லாமே மாறுபட்டு இருக்குது எத்தனை நாளில் பச்சோந்தி ஏறி முடிக்கும் பாருங்கள் இப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஜான் ஏரி நான்கு விரல் கீழே இறங்குகிறது மறுபடியும் ஒரு விரல் ஏறி நான்கு விரல் கீழே இறங்குகிறது இப்படி ஏறும் போது பச்சோந்தி இந்த பனைமரத்தின் உச்சியை அடைய எத்தனை நாட்கள் ஆகும்னு நாம கண்டுபிடிக்கணும் வாங்க விடை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் ஒரு ஜான் அப்படிங்கிறது பனிரெண்டு விரல்கள் ஏன்னா ஏறும்போது ஒரு ஜான் ஏறுது இறங்கும் போது நான்கு விரல் கீழே இறங்குகிறது அதனால ஒரு ஜான விரல்களுக்கு மாத்திக்கலாம் ஒரு ஜான் சமம் பன்னிரெண்டு விரல்கள் அடுத்து ஒரு முழம் அப்படிங்கிறது இரண்டு ஜான்கள் ஸோ ரெண்டு பெருக்கள் பன்னெண்டு இருபத்தி நான்கு விரல்கள் பனைமரத்தோட உயரம் முளம்ல கொடுத்துருக்கிறதுனால ஒரு முளத்துக்கு எத்தனை விரல்கள்னு நாம் கண்டுபிடிக்கணும் பனைமரத்தின் உயரம் சமம் முப்பத்தி ரெண்டு விரல்கள் எட்டு பனைமரத்தோட உயரத்தை விரல்களுக்கு மாத்தியாச்சு நல்லா கவனிங்க ஒரு ஜான் ஏறி நான்கு விரல் கீழே இறங்குகிறது சோ ஒரு நாளைக்கு ஏறும் தொலைவு சமம் ஒரு ஜான் ஒரு ஜானுக்கு எத்தனை விரல்கள் பன்னெண்டு விரல்கள் இறங்கும் தொலைவு நான்கு விரல்கள் எவ்வளவு தூரம் கடக்குதுன்னு இறங்கு சரியாக ஒரு நாளைக்கு கடக்கும் தொலைவு பன்னெண்டு மைனஸ் நான்கு எட்டு விரல்கள் மரத்தின் உச்சியை அடைய பச்சோந்தி எடுத்துக்கொள்ளும் நாட்கள் மரத்தோட உயரம் எழுநூத்தி விரல்கள் ஒரு நாளைக்கு கடக்கும் தொலைவு எட்டு விரல்கள் மொத்தம் எழுநூத்தி எழுநூத்தி எட்டு எட்டால வகுத்தா தொண்ணூத்தி நாட்களில் பச்சோந்தி அந்த மரத்தின் உச்சியை அடையும் பாரசியமான கணக்கு போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய கணக்கு தேங்க்யூ